சமீபத்துல நான் பாத்து அற்புதமாக வியந்த ஒரு படம் என்ன அப்படின்னா டான் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் சிவகார்த்தியன் அவர்கள் நடித்த படம் இறைவன் அவனுடைய உடம்புல என்ன சாப்ட்வேரை போட்டு அமைச்சிருக்கிறாரோ அந்த சாப்ட்வேரை கண்டுபிடிச்சு அவசியமாகிறது ரொம்ப திங் பண்ண வேணாம் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி ஆங்கு அப்படிங்கிற உங்களுடைய சுவதர்மா என்ன என்று நீங்கள் கண்டுபிடித்து அதை சார்ந்து உங்கள் வாழ்க்கையை அமைத்து விட்டீர்கள் என்றால் அந்த வேலையில் உங்களுக்கு அதிகமாக செல்வம் சேரும் குருவேஸ்வரண்ணம் மகாவிஷ்ணு அண்ணனுக்கு வணக்கம் நான் திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேண்ணா ஆரம்பம் பேசுகிறேன் அன்றைக்கி நம்ம அம்மா வந்து உங்கள்கிட்ட வந்து வீட்டு பிரச்சனை ஒரு வருஷமாக இருக்குது அதில் வந்து பூர்வீக இடப்பிரச்சனை ஒருத்தவங்க மட்டும் பண்ணுறாங்க அந்த இதுக்கு வந்து ஒரு வருஷமாக நாங்கள் ரொம்ப மன நான் தலையிட்டோன்னு சொல்லிட்டு மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால கோயிலுக்கு கூட வர இதுக்கு கொஞ்சம் சங்கடப்படுதாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கு நீங்கள் ஒரு இர அந்த இயற்கையிட்ட ஒப்படைக்கிற மாதிரி தாமிரபணி யாத்திரிட்ட ஒப்படைக்கிற மாதிரி ஒரு சொல்லியிருந்தீங்க இருபத்தி ரெண்டாந்தேதி நான் வந்து அந்த பத்தையும் செஞ்சேன் கரெக்டாக குரு செஞ்சேன் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மே மாதம் இருபத்தி மூணாந்தேதி திங்கட்கிழமை மூணு டு நாலு குரு ஊரையில் அடுத்த நாள் குரு எனக்கு அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டேன் அன்னைக்கு அடுத்த நாளே எனக்கு முடிஞ்சது ரொம்ப நன்றி இது என்னென்ன வார்த்தையால் சொல்லிக்க முடியாது ஏன்னா ஒரு வருஷம் வீட்டில் அந்த ஒரு விஷயத்தினால அவங்க மன ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க அது பண ஒரு வீடு இடம் முடிஞ்சதோட அந்த மன பிரச்சனை போனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ராமரபுமணியை தாயிட்ட ஒப்படைக்கணும்னு சொன்னீங்க நீங்கள் சொன்ன மாதிரியே அப்படியே செஞ்சோம் தாயிட்ட ஒ ஒப்படைச்சோம் தாயேன்னு ஒரு ஆள்ந்த பெ கூட்டிட்டு வந்து முடிச்சு கொடுத்தாங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதே மாதிரி குற்றாலத்துலேயும் கூட எனக்கு ஒரு பெயர் வச்சுன்னு கேள்விப்பட்டேன் அது ரொம்ப சந்தோஷம் நான் அது அதாவது மைண்டுக்கு வருது பெரிய விஷயம் ஏன்னா இதில் நிர்வாண இதில் ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஜீவனோட இதுவும் உங்கள் மைண்டுக்கு வந்துருக்கு நீங்களும் அதுக்கு ஒரு பெயர் வச்சுருக்கீங்க ரொம்ப நன்றிண்ணா சொல்கிறது வார்த்தை இல்லை நீங்கள் நல்லபடியாக இருக்கணும் இந்த ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சதுக்காண்டி இல்லை இந்த மாதிரி ஒரு மனுஷன் நிறைய பேருக்கு இருக்கிறாங்க ஹெல்ப் பண்றாங்க அந்த ஒரு விஷயத்துக்காண்டி எந்த ஒரு மனிதன் நல்லா இருந்தா எல்லா மக்களும் நல்லா இருக்கும் அந்த மனசா நல்லா இருக்கணும் நன்றி குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் சமீபத்துல நான் பார்த்து அற்புதமாக வியந்த ஒரு படம் என்ன அப்படின்னா டான் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் சிவகார்த்தியன் அவர்கள் நடித்த படம் அந்த படத்துல வந்து கமர்ஷியல் மற்ற விஷயங்கள் லாஜிக் பாயிண்ட்ஸ் அதெல்லாம் விட்டுருங்க அதுக்குள்ள ரொம்ப டீப்பா நான் போகல அதுல நான் பார்த்து வியந்த விஷயம் ஆன்மீகத்தோட கனெக்ட் பண்ண விஷயம் அந்த இயக்குனர் எழுதின விஷயம் சிவி சக்கரவர்த்தின்னு நினைக்கிறேன் அந்த இயக்குநருடைய பேரு சோ யங் டைரக்டரா இருந்தாலும் ஒரு அற்புதமான விஷயத்த வந்து இந்த உலகத்துக்கு வந்து கன்வே பண்ணி என்ன விஷயம் அப்படின்னா கலைப்படி வந்து ஆரம்பத்தில இருந்து சிவகார்த்தியன் அவர்கள் வந்து ஏகப்பட்ட தொழில் அவருக்கு பண்ணணும்னு நான் பெசா பிளம்பர் ஆயிடுமா நான் பெசா மீன் கிரியேட்டர் ஆயிருட்டுமா எனக்கு என்ன வரும் நான் பெசாம ஏதாவது வேற வேற ஒரு பிசினஸ் பண்ணட்டுமா இல்ல எனக்கு அது வர மாட்டேங்குது இது வர மாட்டேங்குது எனக்கு எதுதான் வரும்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குதுன்னு சொல்லி ட்ரெயிலர்லயே அந்த கட்ஸ் மெயினா வச்சிருப்பாங்க அதை கடந்த நிலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா படத்துலையுமே வந்து அதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ராவல் பண்ணியிருப்பாங்க அப்போ சிவகார்த்திகேயனுடைய திறமை நிறைய இருந்தாலும் கூட சிவகார்த்திகேனுக்கு பேச்சாற்றல் நிறைய இருந்தாலும் கூட அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜில் படிச்சிட்டு இருக்க மாதிரியான ஒரு மெயினான ஒரு கேரக்டர் வந்து அவர் கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூலில் படிச்சுட்டு இருப்பாரு அதுக்கப்புறம் காலேஜ் படிச்சுட்டு இருப்பாரு காலேஜில் வந்து பிரியங்கா அருள்மோகனை வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாரு ஸோ அந்த டைம்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு வருடங்களுக்கு மேலாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அதுக்கப்புறம் காலேஜுக்கு வந்து அதுக்கப்புறம்தான் அவரோட வாழ்க்கையில அவர் என்ன பண்ண போறாரு அவருக்கு எது செட் ஆக போகுதுன்றதே தெரிய வரும் இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா இதோட கம்பேர் பண்ணீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா சில விஷயங்கள் புரியும் ஏன்னா இப்ப நம்மளுடைய வீடியோஸ்ல முன்னாடி வந்து ஸ்வதர்மா அப்படின்றத பத்தி நான் நிறைய பேசியிருக்கேன் இன்னும் வந்து அதுக்கு வந்து ஒரு சில பேர் வந்து ஒரு புரியாத ஒரு தன்மையிலேயே நீங்க இருந்தீங்க ஸ்வதர்மா அப்படின்னா என்னன்னா எப்படி வந்து ஒரு சர்க்கரையினுடைய இயல்பு இனிப்பு தன்மையும் எப்படி வந்து ஒரு பாக்கினுடைய இயல்பு துவர்ப்பு தன்மையும் எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாகற்காயினுடைய தன்மை கசப்பு தன்மையும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இயல்பு என்ற ஒன்று உண்டு அதை வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்வதர்மா அப்படின்னு வந்து சொல்றாங்க வேதங்கள்ல மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுவதர்மாவை ஒரு மனுஷ கண்டுபிடிச்சிட்டாவே வேற எந்த தொழிலையும் பண்ண அவனுக்கு என்ன நல்லா வருமோ அவனுடைய திறமை எதை சார்ந்ததோ இறைவன் அவனுடைய உடம்புல என்ன சாஃப்ட்வேரை போட்டு அமைச்சிருக்கிறாரோ அந்த சாஃப்ட்வேரை கண்டுபிடிச்சு அது ரீதியா நம்மளோட தொழில அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் அதுதான் சுவதர்மா அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி டீட்டெயில்டான வீடியோல நான் முன்னாடியே பேசியிருந்தேன் வேணா மறுபடியும் வேணா அந்த வீடியோட லிங்கை மேல கொடுக்க சொல்றேன் நீங்க பாத்துக்கோங்க அதை பார்த்துக்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியரா புரியாது ஸ்பீச் தொழிலையோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஃபீல்டையோ இல்ல என்னுடைய விஷயங்கள் எதையுமே நான் வந்து பேச்சு சார்ந்து நான் அமைத்து கொண்டேன் என்றால் என்னுடைய இந்த ஜென்மத்தில் இந்த வாழ்க்கையில் எனது கர்மாக்கள் மொத்தமும் கழிக்கப்பட்டு என்னுடைய ஆசைகள் மொத்தமும் தீந்துரும் காரணம் என்ன அப்படின்னா பணம் இருந்தா தான் இந்த உலகத்துல ஒரு எயிட்டி பர்சென்டேஜான வாழ்க்கையை வாழ முடியும் பணம் இல்லாம வாழக்கூடிய வாழ்க்கை பணம் இல்லாம அச்சீவ் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறையா இருந்தாலும் கூட பணம் என்பது அத்தியாவசிய தேவையாக இருக்கின்றது ஏன்னா இச்சைகள் அல்லது ஆசைகள்னு சொல்றோம் ஆசைகள் அனுபவிக்கணும் அப்படின்னா இன்றைக்கு பணம் என்பது அவசியம் ஆகிறது ரொம்ப பாத்ரூம் போறதுனா கூட நீங்க ஒரு அஞ்சு ரூபாய் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம்னா பெட்ரோல் செலவுக்கு பணம் தேவைப்படுது பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னா பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்க பணம் தேவைப்படுது இது போன்று நமக்கு நிறைய தேவைகள் என்பது இருக்கிறது வாழ்க்கையில் அப்போ நம்மளுடைய ஆசைகள் பேராசைகளாக இல்லை என்றாலும் கூட தன்னிறைவு பெறுவதற்காக ஆசைகள் சின்னதாக நம்ம குட்டியாக வச்சுட்டா கூட அதுக்கு கூட ஒரு கொறைஞ்சது ஒரு ரூபா ரெண்டு ரூபாயாவது தேவைப்படும் எப்படியாது பேராசைக்காக நீ பொருள் சேர்க்காதே தன் நிறைவான வாழ்க்கைக்காக நீ பொருள் சேர் அப்படின்னு வந்து அதை மாற்றுகிறது கிடையாது பொருள் எப்படி ஒருத்தனுக்கு வந்து இயல்பா சேரும் அப்படின்னா ஏதேதோ பிஸ்னஸ் பண்ணுங்க எனக்கு வந்து அமையவே மாட்டேங்குதுங்க என்ன பண்ணாலும் எனக்கு செட் ஆக மாட்டேங்குதுங்க அப்படின்னா இறைவன் உங்களை அதற்காக அந்த தொழிலுக்காக அந்த வேலைக்காக படைக்கவில்லை எதனையும் புரிச்சுக்கணும் அப்ப என்னை எதுக்காக படைச்சிருக்காருன்றதை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா முதல்ல என்னோட சோதர்மா எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா கிளியரா பேசிட்டு அதை சிம்பிளா சொல்லிடுறேன் எந்த ஒரு வேலையை நான் செய்யும் நான் காணாமல் போகிறேனோ டைம் போறதே எனக்கு தெரியலையோ நான் ரொம்ப பிடிச்சி பண்றனும் அசால்ட்டா வருதோ ஒரு ஒரு எஃபர்ட்லெஸா அந்த ஒர்க் எனக்கு முடியுதோ தட் இஸ் கால்டு யுவர் ஸோர்மா ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நீங்க நினைவே எடுத்து நான் பேசும்போது என்ன மறந்து பேசுவேன் பாயிண்ட் வந்து தானாகவே வரும் இதெல்லாம் கடந்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் பேசுறதை கேட்டு மக்கள் ரொம்ப மிரண்டு போறேன் எப்படி இந்த பையன் இவ்வளவு தூரம் பேசுறான் அப்படின்னு சொல்லி மிரண்டு போறாங்க இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு இந்த ஸ்பீச்சு ஆனா கேட்கிறவங்களுக்கு பிரமிப்பா இருக்கு இதே தான் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் இப்போ வந்து ஒரு மிக சிறந்த ஓவியரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப அசால்ட்டா வரைவாரு ஆனா பார்க்கிறவங்களுக்கு பிரம்மிப்பா இருக்கும் எப்பிட்ற வரைஞ்சாருன்னு அதுதான் அவங்க சொதர்மா ஒரு பேர் இப்ப சச்சின் டெண்டுல்கர் வந்து கிரிக்கெட் விளையாடுறாரு அப்படின்னா அசால்ட்டா சிக்ஸ் ஃபோர்னு நடிப்பாரு ஆனால் அதை பார்க்கற நமக்கு பிரமிப்பா இருக்கும் ஆனால் அவர் அசால்ட்டா செய்வார் காரணம் என்ன கிரிக்கெட் தான் அவருடைய சொதர்மா அதுபோன்று உங்களுடைய சுவதர்மா என்ன என்று நீங்கள் கண்டுபிடித்து அதை சார்ந்து உங்கள் வாழ்க்கையை அமைத்து விட்டீர்கள் என்றால் அந்த வேலையில் உங்களுக்கு அதிகமாக செல்வம் சேரும் நிம்மதி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் பிடிச்ச மாதிரி செய்வீங்க ஜாலியா இருப்பீங்க எக்ஸ்டிவா மிதப்பீங்க எல்லாமே உங்களுக்கு வந்துவிடும் ஆனா அப்பையும் செல்ஃப் கண்ட்ரோல் அவசியம் ஈகோ வராம பாத்துக்கணும் இதுதான் இது பர்தரா நம்ம பார்ப்போம் முதல்ல இந்த ஸ்வதர்மாவை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கீங்க இப்ப நீங்க டான் படம் கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சிவகார்த்திகின்னு ஆரம்பத்துல எனக்கு அது வருமா இது வருமா இது வருமா அது வருமா இதுல போய் பண்ணலாமா இந்த பிசினஸ் வருமா என்ன ஏதுன்னே தெரியாம இருக்கிறப்போ சிவகார்த்திகை எனக்கு ஒரு காலகட்டத்துக்கு மேல ரொம்ப விரக்தியில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடுப்பா வந்து ஒரு ஒரு ஷூட்டிங்கு போவார் போகும்போது என்ன ஆகுனா வந்து பாத்தீங்கன்னா கேமரா இருப்பாரு கேமராமேனா இருக்கும்போது ஒரு டைரக்டர் வந்து ஒரு தப்பான ஒரு டைலாக்க வந்து சொல்லி கொடுத்துருவார் தப்பான டைலாக் சொல்லி கொடுக்கும் இவர் கடுப்பா இருவாரு எப்படிங்க எல்லாருமே எப்படிங்க இன்ஜினியரிங் படிக்க முடியும் அந்த மாதிரியான ஒரு டைலாக இருவாங்க அவங்களுக்கு என்ன வருது அதானுக்கு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஓ நீ அப்ப என்னவே எழுத்து பேசுறியா இந்த டைலாக் அப்போ தப்புன்றியா முடிஞ்சா ஒரு டைலாக்னு எழுதி காட்ட அப்படின்னு இமிடியேட்டா அவர் ஒரு டைலாக் எழுதி அதை இமீடியேட்டா வந்து பாத்தீங்கன்னா கேமராமேனுக்கு சொல்லி ஆர்டிஸ்ட்கு சொல்லி அதை பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டும் போது சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே கிளாப்ஸ் பண்ணுவாங்க அப்போ எல்லாரும் அப்படி இப்படி இப்படி அப்படின்னு சொல்லி வேற லெவல்ல அவரை பாராட்டுவாங்க ஆனா அவருக்கு எதுவுமே காதல விழுகாது ஏன்னா அவர் மைண்டு காணாமல் போயிடும் அந்த இடத்துல காரணம் என்ன அத்தனை வருடமாக அவர் தேடிக்கொண்டு வந்தது என்ன ஏதுன்னு கஷ்டப்பட்டு ஓடி தேடி அலக்கழிச்சு தேனா கூட அவருக்கு கிடைச்சிருக்காரு ஏன்னா அவருக்கு அப்போது அதற்குண்டான நேரம் வரவில்லை ஆனா எதேர்ச்சியா எதேர்ச்சியா இவர் எதிர்பார்க்காம ஒரு இடத்துக்கு போகும்போது திடீர்னு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்கும் எல்லாரும் புகழ்ந்து பேசுவாங்க பாராட்டுவாங்க தம்பி நான் மனசு நினைச்சு நீ பேசிட்டப்பான்னு ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போவாரு சிங்கமொழி என்ன என்ன சொல்லுவாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இத்தனை வருஷம் எத்தனையோ இடங்கள்ல வந்து நான் நடிச்சிருக்கேன் இப்படி ஒரு டைலாக் நான் பேசினதுலப்பா திருப்தியா நடிச்சேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார் அப்போ இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா இம்மிடியேட்டா அதை நினைச்சுக்கிட்டே அப்படியே போவாரு போவாரு போவாரு போவாரு போகும்போது அவரோட வண்டி வந்து ஒரு மேம்பாலத்துல வந்து படாறு நின்றோம் வண்டி ஒரு மேம்பாலத்துல நிற்கும் போதுதான் அவர் உணர்வாரு ஆஹா நம்ம வந்து பார்த்தோன்னா இவ்வளவு நாள் ஏதேதோ நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இப்பதான் நமக்கு தெரியுது நம்மளுடைய ஸ்வதர்மா என்பது பேச்சை தாண்டி எழுத்துதான் நமது ஸ்வதர்மா அப்படின்றத அவர் புரிஞ்சுப்பாரு ஒரு விளம்பரம் அதுக்கப்புறம் அது பெரிய கதை மீதி எல்லாம் விரும்பலோடது என்னவென்றால் நீங்க ஓடிக்கிட்டே இருந்தாலும் உங்களது ஸ்வதர்மாவை இறைவன் நினைத்தாலோடைய உங்களுக்கு யார் நினைத்தாலும் உணர்த்த முடியாது அது எப்ப இறைவன் உணர்த்துவார் அப்படின்னா நீங்க தவறான பாதைகள்ல போகாம சரியான பாதைகள்ல போய் தர்மத்தின் பாதையில வாழ்ந்து பிறரை காயப்படுத்தாமல் கஷ்டப்படுத்தாமல் நியாயமாக உங்களது வாழ்க்கையை வாழ்ந்து வரும்போது உங்களுக்கான நேரம் வரும்போது இறைவனே உணர்த்துவார் இறைவனா இறங்கி வந்து ஆசீர்வாதம் பண்ணி உணர்த்துவார்ன்றது கிடையாது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை பயன்படுத்தி அந்த டைமுக்கு அது ஒரு மேஜிக்கலாம் நிகழும் அது எப்படி நிகழும்னா தெரியாது தானாகவே நிகழும் அப்ப நமக்கு தேவை என்னன்னா பொறுமை சத்தியத்தின் பாதையில் பயணிப்பது ஏன்னா ஒருத்தன் சொதர்மாவை கண்டுபிடிச்சா செல்வம் சேரும் புகழ் சேரும் எல்லாமே சேரும் அதுக்கப்புறம் உயர்ந்த நிலைக்கு போயிருவான் உயர்ந்த நிலைக்கு ஒருத்தன் பக்குவம் இல்லாம போனான்னா என்ன ஆகும் எல்லாரையும் காயப்படுத்துவான் வேதனைப்படுத்துவான் இவனால பல மக்கள் பாதிக்கப்படுவார்கள் அதனால அந்த ரகசியத்தை இறைவன் என்பவன் உடனே உணர்த்த மாட்டார் அதற்குண்டான தகுதி வரும்போதுதான் உணர்த்துவார் இப்ப நீங்க டான் படத்தை பாருங்க ஆரம்பத்தில இருந்து அவர் தவறான பாதையில போகாம சரியான பாதையில பயன் அவர் வந்து பயணம் பண்ணிட்டு வந்துகிட்டே இருப்பார் நல்ல ஒரு ஜாலியான கேரக்டர் சூப்பரா பேசுவார் அற்புதமான ஒரு கேரக்டரா இருப்பாரு அப்ப டைம் வரும்போது இறைவனே உணர்த்தி விட்டார் அந்த சதர்மாவை அதுபோல நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்போது இந்த பாதையில் பயணித்து கொண்டே வருகின்றீர்களோ ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் உணர்த்துவார் ஆனால் அதற்கு பொறுமை என்பது அவசியம் ஒவ்வொரு ஃபீல்டிலையும் உங்க ஃபீல்டிலேயே பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள் நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கின்றது அதற்கு பொறுமை என்பது அவசியமாக உள்ளது பொறுமையோடு என்னுடைய சினிமாலும் உயர்ந்த நிலைக்கு போகணுன்றது ஆனா என்னுடைய சிறிய புத்திக்கு சிற்றறிவுக்கு தெரியவில்லை இந்த முட்டா பயலுக்கு தெரில என்னுடைய ஆசையை மட்டும் நான் அனுபவிக்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன்னா நான் கஷ்டப்படுவேன் வேதனைப்படுவேன் உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியாது ஏன்னா ஆசை என்பது சிற்றறிவு பேரறிவுது ஞானம் என்பது இறைவனின் அறிவு இறைவனின் அறிவு என்ன சொல்றதுன்னா அதாவது உங்க உடம்புல என்ன சாப்ட்வேர் சொதர்மா போடப்பட்டிருக்கிறதோ அதுலதான் நீங்க பயணிச்சீங்கன்னா தான் பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்றத சீக்கிரம் ரீச் பண்ண முடியும் உலக ஆசைகள் விடுபட்டு இதை அனுபவிச்சு தீர்த்து முக்தியை நோக்கி பயணம் செய்து இறைவனை சென்றடைய முடியும் அதை அவங்க உணர்த்தணும் அப்படின்னா இந்த பயணம் என்பது அவசியமாக இருக்கிறது ஸோ ஒரு அற்புதமான படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டான் அப்படின்ற படம் அதுல வந்து எத்தனையோ விஷயங்கள் நிறையா பேசியிருந்தாலும் கூட அந்த ஒரு மெயினான பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கேரக்டர் எப்படி வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க அந்த கேரக்டர் வந்து எப்படி ஒரு காலகட்டத்துக்கு மேலே உயர்ந்த நிலைக்கு போகுதுன்றது வந்து ஒரு அற்புதமான பதிவாக வந்து இருந்திருக்கும் ஸோ வாய்ப்பு இருக்கும்போது அந்த படத்தை பாருங்கள் இப்போ இந்த விஷுவலோட பாருங்க இந்த புரிதலோட பாருங்க அந்த படம் உங்களுக்கு வேற மாதிரியாக தெரியும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நீங்களும் அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்க வழங்கியிருக்கின்றீர்கள் அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு வந்திருக்கோம் பல உயிர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வஸ்திர தானம் துணிமணி எடுத்து பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம் அதுபோக ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அனுப்பிச்சு வச்சு வந்திருக்கோம் ஃபுட்பாலில் நேஷனல் லெவலில் ஃபவுண்டேஷனுக்கு நண்பரையாக நீங்கள் அனுப்பும் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எவ்வளோ தான் பண்ணணும் கிடையாது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலையை அடையும் அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும் சோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓபனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள் உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலே கொடுங்கள் ஞானமும் இரண்டு கண்களாக பரம்பூர் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும் அதற்கு உங்களால் முடிந்த பண உதவியையோ அல்லது பொருள் உதவியோ நீங்க செய்யணும்னு விருப்பப்படுறவங்க ரெகுலர் பேசிஸ்ல பண்ணும்போது இந்த பவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி செல்லலாம் நன்றி வணக்கம்